வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பி எஸ் பூவழகன் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களோட நினைக்கு என்ன விஷயத்தை பற்றி கதைக்கு பிற ஒரு ஸ்டார் கிளிக்ன்றதெல்லாம் ஏர்னிங் லிப்ஸ் உண்டு சிம்பிளான முறையில் பண்ணிக்கொண்டு போகலாம் உங்களுக்கு பார்ட் டைமாக நாங்கள் இருக்கிற வேலையோடு இதையும் கொஞ்சம் செய்தால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஏர்னிங் கொண்டு வரும் நல்ல ஒரு விஷயம் ஒன்று அது உங்களுக்கு சேவடணுன்னுட்டு நினைக்கிறேன் வாங்க வீடியோவுக்கு போக முன்னாள் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதை விட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் போவோம் வீடியோக்குள்ள ஸ்டார் கிளிக் ஜஸ்ட் கிளிக் போயிங்கண்ணா சைன் அப் பண்ணுறது கற்றுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற மெத அதில் பப்ளிக் சைன் அப் பண்ண கொடுங்க இதில் இந்த மாதிரி கேட்பாங்க நே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட அட்ரெஸ் து உங்களோட சிட்டி இந்த இடம் இது உண்மையிலே பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா கன்றிக்கும் அதாவது உங்களோடய எங்களோடய நாட்டுக்கேற்ற மாதிரி அதை செய்து கொண்டு போகலாம் அதாவது கூடுதலாக எங்களோடய நாட்டில் வந்து வந்து குறை ஆனால் இந்த இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேயே வந்து பாசிட்டிவ்லான ஒரு விஷயம் வந்து இதில் நீங்கள் கொடுத்துட்டு ட்ரிபரர் கோட் இருக்குது இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நம்பர் வந்து த்தாலு சாரி ஐம்பது அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பரை கொடுத்துருங்கோடய ஸ்வீப்பர் நம்பர் இதன்ற நம்பர் இதை ஜாயின் பண்ணுங்கோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இதை பார்த்து இந்த பிக்சரை பார்த்து இதில் டைப் பண்ணி போட்டு இதில் டிக் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு லோக்கின் பேஜ் கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் சைன் அப் பண்ணினோன்னா மெயிலுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லாக இருந்து மெயிலில் வந்து போய் தான் நீங்கள் இதை எடுத்து கொண்டு வரலாம் ரைட் அதுக்கப்புறம் நான் இப்போ வேண்டியது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேச்சு இது வந்து நான் கோல்டில் இருக்கிறேன் நீங்கள் சில்வர் என்ற இதில் இருக்கேக்க உங்களுக்கு சில்வர் என்ற இது இருக்கும் நாங்கள் இப்போ பண்ணிணோம் விதத்தை பாருங்கள் ஒவ்வொரு டேயிலையும் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நீங்கள் இதை வித் அவுட் பண்ணலாமண்ட ரேசியை பதினொன்று தசம் ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு டலர்ஸ் அதை விட ரிப்பரர் வாய்ப்பு கொடுத்தா கூட அஞ்சு டலர்ஸ் வந்து ஒரு நபரால் அது கோல்டுக்கு டொப்அப் ஆகியிருக்கேன் நான் சும்மா விளையாட்டாக செய்தேன் ஆனால் இது பார்க்க ஒரு சூப்பர் ஒரு விஷயம் இல்லை உங்களோட சேவனாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு நீங்கள் ஒரு கேமா உண்டு இதை விட நான் எப்படி சைன் அப் பண்ணுறது இந்த மாதிரி சில்வரில் வந்து எப்படி கோல்டுக்கு மாறுறது இந்த வீடியோ செய்யணும் நான் அடுத்த வீடியோவில் தர நீங்கள் வித் அவுட் பண்ணி கொள்ளலாம் இந்த வித் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனீங்கண்டா இதில் மினிமம் இதில் வந்து பேபால் பேங்க் ட்ரான்ஸ் மெட்டது வெஸ்டன் ஜூனியன் பேங்கில் வந்து இதை மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வந்து பதினொன்று தசம் ஐம்பத்தி ரெண்டு மினிமம் ஐம்பது டாலர்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் டித்தால் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் ஆனால் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியானது நீங்கள் அதை நான் காசு எடுத்திருக்கிறேன் நீங்கள் நான் அதை அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து கோல்டுக்கு மாறுக்கேன் கோல்டுக்கு மாறுறது படி என்ன செய்யணும் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மேகதையமாக எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அதோட நான் மோமெல்லாம் வீடியோ விட்டுருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு என்ன விஷயம் தேவை இந்த சார்க்ளிக்கை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய வீடியோ நான் நெக்ஸ்ட்டில் போடுவோம் ஓகே தேங்க்யூ